மாத மையப் பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வில் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை மாதத்தினுடைய முதலாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் நான் அன்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன் பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க ஹாப்பி மார்ச் எழுந்து எல்லாரும் மார்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த வருஷத்தை இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு நியூ இயர்க்கு இப்பதான் வந்துட்டு போன மாதிரி இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கணும் தெரியும் எனக்கு என்னமோ இப்பதான் நியூ இயர் ஆரம்பிச்ச மாதிரி அதுக்குள்ள ரெண்டு மாதம் போய்விட்டு நான் மூன்றாவது மாதத்துக்கு ஆண்டவர் கால் எடுத்து வைக்க திரும்ப தந்திருக்கிற அப்படினால எல்லாரும் தட்டி ஆண்டு நாமத்தை ஒவ்வொரு மாதமும் தெய்வன் நமக்கு ஒரு தீமை தந்து ஆசிர்வதிக்கிறார் அந்த தீமையோட கூட அந்த மாதம் முழுவதும் டிராவல் பண்ண நமக்கு ஒரு சந்தோஷம் இந்த கால வெளியில கூட ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக உங்களுக்கு செய்திகளை ஆன்லைனில் ஆயுத சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாம் வெளியிடுவதற்கு காரணம் நீங்கள் ஒரு ஆயத்தத்தோடு வரும்படியாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் நான் இந்த காலையில் கூட நான் ரெடி ஆகும்பொழுது அந்த யூடியூப்பில் இருக்க மெசேஜை நான் ஆன் பண்ணி நான் அப்படி கேட்டுகிட்டே இருந்தேன் ரொம்ப பிரயோஜனமாக எனக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கறதுக்கு எனக்கு கேட்கறது எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு ஏனென்றால் ஒரு வசனத்தை இன்னும் பாருங்க போன மாதம் பேசின வசனத்துல எவ்வளவு அந்த வசனத்துல அதே அந்த வசனத்துல நாலு டாபிக் ரெண்டு டாபிக் வசனம் எவ்வளவு ஆழங்கள்ல இருக்குது பாருங்க அது தோண்ட தோண்ட உங்களுக்கு என்ன கொடுக்கும் பொக்கிஷத்தையும் புதையல்களை தந்து கொண்டே பொக்கிஷங்களாக வந்து கொண்டே வார்த்தையை நேசிக்கிறவர்கள் வசனத்தை ஏற்றுக் கொள்ளுகிற விதமும் வசனத்தை கொண்டாடுகிற விதமும் தனித்திருக்க வேண்டும் உங்களுக்கு தொடுகிற அந்த வரவேற்று அதை ஏற்றுக் கொள்ளும் பொழுது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் தீமாக வைத்து நாம் இந்த மாதத்தை கொண்டாட போகிறோம் ரோமரின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் வாசிங்க நியமிக்கப்பட்ட வாசிங்க இங்கிலீஷ்லே அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் மாதமாக நாம் கொண்டாடப் போகிறோம் என்ன மாதமாக சொல்லுங்க பார்க்கலாம் மகிமையின் ஐஸ்வர்யம் மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாம் எல்லாரும் கொண்டாடி இந்த மாதத்துல இந்த வசனத்தில் இருக்கிறதான நாம் சுதந்திரிக்க போகும் இந்த காலவெளியில நான் உங்களோடு கூட என்ன பேச போகிறேன் என்றால் அவங்க இருக்க ஒரு பகுதியை நாம் பாசம் அப்படி தம்முடைய மகிமைக்காக அவர் யாரை உருவாக்கி இருக்கிறாரா மகிமைக்காக அல்லது மகிமைக்காக வாசனத்தை பார்த்து சொல்லுங்க என்ன பண்ணிருக்காங்க வெளிப்படுத்த மகிமையின் ஐஸ்வரியத்தை வெளிப்படுத்துகிறார் இது எல்லாம் வரும் நாட்கள்ல நாம் பார்க்க போகிறோம் இதுல பார்க்க வேண்டிய நிறைய பகுதியில் இருந்தாலும் God calls each one of His chosen people as vessels. What do you want to do with God? What do you want to do with God? Who is there in your pocket? What do you want to do with God? What do you want to do with God? Do you want to do with God? அதனாலதான் அல்லது கத்துடைய நிறைய பேருக்கு அப்படிதானே எல்லாருக்கும் அது புரியாது ஆனா ஆண்டவுடைய சத்தியம் படித்தவங்க புரியணும் படிக்காதவங்க புரியணும் வெள்ளையனுக்கும் புரியணும் கருப்பனுக்கும் புரியணும் ஏசியனுக்கும் புரியணும் ஆப்பிரிக்கனுக்கும் புரியணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியணும் அதனால தான் அவருடைய சத்தியத்தை ரொம்ப சுலபமாக பிராக்டிக்கலா அவர் சொல்லுகிறதுல அவர் கை தெரிந்தவராக இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு உங்களையும் என்னையும் என்னன்னு அழைக்கிறாரு கிருபா பாத்திரங்கள் அந்த கிருபா பாத்திரங்கள் கூட நம்ம லேட்டா வருவோம் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகுது பாத்திரங்கள் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு பாத்திரமாக பார்க்கிறார் ஒரு சின்ன பாத்திரமாவது இந்த இடத்துல பாத்திரம் இருக்கா ஆராதனைக்கு வந்திருக்குமே இந்த இடத்துல பாத்திரம் இருக்கா எங்க இருக்கு நீங்கதான் பாத்திரம் அது வேற பாத்திரம் இருக்கா இருக்க ஏதோ இப்பதான் தண்ணி குடிச்சுட வந்தீங்களே சொம்பு பாத்திரம் அவங்க எடுத்து காட்டுறாங்க உள்ள பேக்ல வாட்டர் பாட்டில் இருக்கு நம்ம பிரேம பல வகையான பாத்திரங்கள் உண்டு வெளியே போகும்பொழுது உங்களை ஆண்டவர் என்னவாக வனைந்திருக்கிறார் இந்த பாத்திரத்தை பார்க்கும்போது சரி வேற என்ன வேற என்ன சொல்லலாம் ceramic model okay. Okay, <laughs> பண்ணிருக்கு இவ்ளோ பெரிய அண்டாவன காஃபி குடிக்கிறேன் சொல்லிட்டு சொல்லுங்க இடத்துல இதுதான இருக்கு அப்படின் விதத்தில் என்ன சொல்ல வெரி குட் கிவ் அந்த ஒவ்வொரு மாற்றம் ஒரு கெப்பாசிட்டி ஆண்டர் வச்சிருக்கோம் சூழ்நிலைகள் சாதகமா இல்லாத போது நம்ம கெப்பாசிட்டி நம்ம மறந்துடும் கரெக்டா போராட்டங்கள் சோதனைகள் வரும்பொழுது தோல்விகள் கொஞ்சம் அழுக்கா இருக்கு இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இருக்கேன் பிரதர் நேத்துக்கு கெட்ட மூட்ல ஒருத்தன் கெட்ட ரொம்ப கோவப்படுத்திட்டால என்ன ஆயிடுச்சு ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம் போயிடுச்சு இல்லைன்னு நினைச்சுக்கிறோம் என்னையா முதலாவது உங்களை உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஏன் பாத்திரங்கள் என்று அடைக்கிறார் என்றால் முதலாவது தேவன் நமக்குள்ள ஒரு கெப்பாசிட்டிய வச்சிருக்கிறார் ஒரு கெபாசிட்டி ஒரு எபிலிட்டி ஒரு ஹோல்ட் பண்ணக்கூடியதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விசேஷமாய் கொடுத்திருக்கிறார் இரண்டாவது சிலங்க பார்க்கலாம் இது எல்லாத்துக்கும் நம்ம வசனத்தை பார்க்க போகணும் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கணும் இரண்டாவது ரொம்ப பிரி சொ வேண்டிதா இருக்கிட்ட வரைக்கும்ில் ஆகுது பாத்திரி வரைக்கும் நீ பண்றவிட்டி பில் அப் பண்றோம் இந்த கப்போடு கூட சொல்லுங்க when I'm, I'm water, <laughs> it is receiving the receiving capacity ஒரு ஸ்டெப்ஷன் இரண்டாவது இந்த கப்பு வந்து இந்த பாத்திரம் வடிவ மூன்றாவது கேரக்டர் என்ன சொல்லிட்டாரு இதை வந்து என்ன பண்ணலாம் நான் யூஸ் பண்ணுறேன் பட் இது என்ன பண்ணக்கூடாது சப்போஸ் இது ஓட்டியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் யூஸ் பண்ண முடியாதா வேற ஃபங்க்ஷன் அப்புறம் அது கரெக்டான வேர்டு சொல்லுங்கள் ஓட்டையாக இருந்தால் என்ன ஆகும் முதலாவது தெரியுதா முதலாவது உங்களுக்கும் எனக்கும் ஒரு கெப்பாசிட்டி கொடுக்கும்படியாக மூன்றாவது நீங்க வாங்கினதை தொலைக்காமல் லீக் பண்ணாம விசுவாசிக்கிறவர்கள் அதுக்கு முன்பாக முதலாவது உங்களுடைய கெப்பாசிட்டிய நம் நம்ம அந்த கதையை பார்க்கணும் ரெண்டாவது ரிசப்சன்ல நான் இன்னைக்கு மிக முக்கியமான ஐந்து காரியங்களும் சொல்ல போகிறேன் நீங்க எதை நீங்களும் நானும் எதை ரிசீவ் பண்ண வேண்டும் முதலாவது இந்த பாத்திரத்துக்கு அழைக்கப்படுகிறது என்ன பெற்றேன் சொல்லுங்க இரக்கம் பெற்றேன் நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து எதுக்காக உட்கார்ந்து இரக்கம் பெற்றதுனால இங்க உட்கார்ந்து இதெல்லாம் விளக்கிறதுக்கு ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் அவர்கள் விசுவாசத்தினால என்ன என்ன என்ன பெற்றுக் கொண்டாங்க பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டதனால நாம் இங்க இருக்கிறோம் இந்த பாத்திரம் எதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் யாருக்குமே சொல்லி கொடுக்கப்படாத ஒரு பரம ரகசியம் என் ஏசு கிறிஸ்தன் நமக்காக சொல்லிக்கிறார் பரலோகத்தில் உங்களை பிதா உங்களை மன்னிக்கிறது போல பூமியில் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒருவருக்கொருவர் மன்னி உங்கள் என்று சொன்னார் நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது நம்மள நீதினால இல்லை பரிசுத்தினால ஏதோ நம்ம ஒன்று பெரிய நீதிமன்ற்களாக இருக்கிறதுனால இல்லை நம்ம எண்ணத்தை பெற்றவர்களாக இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் பாவம்ன்னிப்பை பெற்றவர்களாக பெற்றேன்னு சொல்றவங்க எல்லாரும் கொஞ்சமா பாவம் செய்தவன் கொஞ்சமா மன்னிப்பை பெற்றுக்கணும் கத்திரிய வசனம் அப்படிதான் சொல்லுது அதிகமா பாவம் செய்தவனுக்கு அதிக மன்னிப்பையும் தர அவர் உண்மையில அதனால நான் அதிகமா பாவம் செய்து வரேன் சொன்னீங்கன்னா அது வேற விஷயம் அவருடைய மன்னிப்பு நமக்கு தாராளமாய் நம்முடைய ஒரு கடை திஸ் கை இஸ் வெரி ரியலி கை க்ளோஸ் டுஸ் வெரி வெரி ஸ்பிரிச்சுவல் கை ஆனா கொஞ்ச நாள ஒரு தொடர்பு இல்லாதனால அப்படியே ஒரு கேப் அக்கப்புறம் ஃபோன் பண்ணணும் கேக்குறேன் உங்களுக்கு மன சங்கடமாயிடுச்சு அந்த என்ன ஒரு গিলட்டி கான்ஷியன்ஸ் ஆயு நம்ம ஃபோன் முடி இல்லே பேச முடியல இந்த இத நான் இ'ம் இஸ் டெலிங் நீங்க ஃபோன் பண்ணா திட்டுவீங்க நான் நினைச்சிட்டே இருந்துட்டேன் this is what self tense thought you have to understand those are the thoughts it it disturbs your capacity and your reception because you are about to receive the mercy the pardon manippaiyum irakathim pera nam design panapatirukom hallelujah ungalku theviyana manippai eerkanave avar kodutta avar kodukka unmailavaraga irukkar hallelujah you don't want to carry your guilt ungala guilt neenga carry panni kutru unarvadukuda kutra manappaniyodukuda ayyo naala seriyilla na odugi iruknon na ippadi iruknon pinvangi iruknon maraindiruknon avashyam illa god has forgiven you hallelujah He has already forgiven you and His forgiveness is flowing in your life. If I am going to live in this path, I will continue to live in my life. What do you say first? What do you say first? மன்னிப்பு பெற்று இருபத்தொன்னு என்ன வாசிக்கிறோம் வசனத்தை என்னவா ஏற்றுக்கொள்ளுங்க அது என்ன பண்ணுதான் உங்களுக்குள்ள எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்கனத்தையும் ஒழித்துவிடக்கூடிய சக்தி அந்த வசனத்துக்கு இருக்கிறது அந்த சக்தியை தேவன் உங்களுக்கு நிரப்ப கொடுக்க விரும்புகிறார் அப்புறம் அந்த வசனத்துல உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் உள்ளத்தில் என்னப்பட்டதா இருக்கிறது சொல்லுங்க அப்ப உங்க உள்ளத்துல என்ன இருக்கணும் வசனம் நாட்டப்பட்டதா இருக்க ஏதோ வைக்கிறதாக இருக்க கூடாது நாட்டப்படணும் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரச்சிக்க வல்லமை இல்லதுமா இருக்கிற vessel that is chanting ma yetikkollugiradan so this vessel is designed to receive the word which transforms your life hallelujah amen hallelujah all of you are really celebrating the word of god amen jesus thank you thank you the bulletla kettingna solvanga change is the only word that cannot be that doesn't change ஒருத்தர் மாற்றுவது என்பது மிகவும் கடினம் முடியாதுன்னு சொல்றேன் ஆனால் நீங்களும் நானும் என்னை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இந்த பூமியில் இருக்கிறது அது எதுக்கு இருக்கு கத்துடைய வார்த்தை நாமே மர்உவமாக கேட்கக்கூடிய வல்லமை அது இருக்குதே ஹalleluya and this vessel is designed to receive it hallelujah amen are you there with me in the பாத்திரத்துல இப்ப நான் தண்ணி ஊத்துனா அது ரிசீவ் பண்ணக்கூடிய capacity இருக்கு right so you are you and me are designed to receive the word of god உள்ளத்தில் நாட்டாயும் இந்த பாத்திரன்டர் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கிறது குறித்து பேசுறேன் எல்லாருக்கும் ஞாபகம் எந்த பாத்திரத்தை குறித்து பேசுறேன் பக்கத்தில் பார்த்தீங்களா என்னை வீட்டில் இருக்கிறார் நோக்கம் என்னது You are designed to receive Christ. You are designed to receive Jesus in your life. If you don't change this, you will have to do this to you. If you don't know this, you will receive it. But you and I are so grateful, so thankful to God. வாசிங்க 2 என்ன வாசிக்கிறோம் நீங்கள் எப்படி என்னது ஏத்துக்கொண்டபடியே நான்காவது ஐந்தாவது You are bound to receive the power of your life இந்த ஐந்து எதுக்கு சம்பந்தப்பட்டதற்கு சொல்லுங்க பாக்கலாம் என்னது இந்த பாத்திரத்தினுடைய மூன்று காரியத்தில் capacity your capacity your ability your the, the life that god has given you in indikum thevi ana in the ayin kariyam illadagi irukirad hallelujah the fifth is this body this vessel is a design to receive the power that is required for your life vasikku apostle 1st chapter 8th verse nam vasikkrom apostle 1st chapter 8th verse la enna vasikkrom the power that is required for your life so uruvunukku இந்த வாழ்க்கையில் தேவையான வல்லமையை தேவன் உங்களுக்கு தர ரிசீவ் பண்ண இதை பண்ணப்பட்டிருக்கிறதா வாசிங்க நீங்கள் பலன் அடைந்து எனக்கு என்னவாயிருப்பீர்கள் சாட்சிகள் யூ ஆர் பவுண்ட் டுசீவ் அப்ப இந்த பாத்திரம் எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு சொல்லுங்க ஐந்து காரியங்கள் நீங்க ரிசீவ் பண்றதுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு The mercy of God. Yeah. Is this the mercy of, of, of God? Is this the mercy of God? Is this mercy of God? No. Is this mercy of God? Hallelujah. What is the second thing? Money. Do you know this? If you say, I am sorry. சொல் தெரியாம உன்னை தரையில் வச்சுட்டேன் கால் பட்டுச்சு உன் உதச்சிட்டேன் ஐம் சோ sorry கப் பட் யூ ஆர் டிசைன் டு ரிசீவ் வாட் கீவ்னஸ் மன்னிப்பை மூன்றாவது என்ன very good இது இதுக்கு அப்ளிகபிள் ஆகுமா நான் எழுதிஎஸ் ஆத்மாவை ரச்சிக்கிறதுக்கும் உன் உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் எல்லா அழுக்கம் நீக்கக்கூடிய வசனத்தை பெற்றுக்கொள்ள டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது நான்காவது CHRIST CHRIST BUT YOU are bound to receive in in your life, Hallelujah. and that is why in the vessel, honorable vessel honorable கிறிஸ்துவ கொஞ்சம் ஊத்த முடியும் ரொம்ப சூடா இருக்கிற ஈயத்தை இது காலி ஆயிடும் இதுக்கான ஒரு பவர் அதே உங்க வாழ்க்கை தேவையான கூட்ட என்ன பேசனக்கான பத்தியில பேச நான் நினைச்சு என் பிள்ளைங்க பாத்திரம் பக்க பாத்திரத்தை நல்லா குழுக்குங்க ஏங்க யாரும் செய்ய மாட்டீங்க அதுதான் நினைக்கிறாங்க இந்த சகோதரிகள்லாம் இருக்கிற நாலு பேருக்கும் ஒற்றுமை இல்லாம இருக்கிறாங்க மாதிரி இருக்கு பிரதர்ஸ் எல்லாம் குளுக்கறாங்க நல்லா சரி நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ எல்லாரும் மறுபடியும் கைகளை உயர்த்தி இந்த பாத்திரத்தை பாத்திரமாக்கி எனக்கு நான் இதெல்லாம் பெற்றுக் கொள்ளும் டிசைன் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க நான் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் நல்ல வார்த்தையை சொல்லி அறிக்கை பெற்றுக்கொள்ளுகிறேன் வசனத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுகிறேன் வல்லமையை பெற்றுக் சகோதரிகள் எல்லாரும் எல்லாரும் வாயில திறந்து எல்லாரும் சொல்லுங்க இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன் நீங்கள் கற்றுரைக்கு முன்பாக நீங்கள் தப்பிக்கவே முடியாது நான் சொல்றேன் பாருங்களேன் நீங்கள் பரலோத்துக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப இது இருக்கும் ஏன்னா ஆண்டர் தெரியுமா ஆண்டர் உங்க இடெல்லாம் எங்கிட்டலாம் என்னன்னு கேட்க மாட்டேமா இபிகோ செக்ஷன் முன்னூத்தி ஐம்பது படி உனக்கு இந்த தண்டனை கொடுக்கிறேன்னா சொல்லவே மாட்டார் ஏன்னா அது புரியாது அது இந்த உலகத்து சம்மந்தப்பட்டது இங்கே இருக்க லாயர்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும் பட் கத்துடைய நியாயத்திற்புகள் எப்படி தெரியுமா அன்னைக்கே நான் உனக்கு பாத்திரத்தை பண்ண உன் வீட்டில் இருக்க பாத்திரத்தை கழுவி கழிவு பாத்திரும் நானும் என்ன பண்ணக்கூடாது எந்தோக் கூடிய அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினைந்து ஏழாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் ஏழு யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அது எப்படி இருக்கணுமா பரிபூர்ணமாய் வாசம் செய்து ஆன் You should receive it. Every day you are drawing in mercy, in forgiveness, in Christ, in word, in power. Alleluia! Alleluia! If you are a personal, professional, spiritual life learning, you can go to the office, you can go to the ground, you are receiving all these things in your life. Alleluia! Alleluia! And in that respect, one of us will be able to receive it. Who? What do you say? அது உங்களுக்கு என்ன ஆகும் நிலைத்திருக்கணும் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்குள்ள இரக்கமும் கிறிஸ்துவின் வார்த்தையும் கிறிஸ்துவையும் அவருடைய வல்லமையும் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன பண்ண முடியும் கொடுக்கப்படும் செய்யப்படும் கடைசியா எப்ரேர் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் எப்ரே இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் நம்ம என்ன பண்ணுமா அது கேட்டவர்கள் என்ன பண்ண பிள்ளக்காத படிக்கு அல்லது நம்ம குறஞ்சிரவே இத தொலைச்சிறது படி லீக் ஆகாத படிக்கு நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு வீட்ல ஒரு பாத்திரம் ஓட்டையச்சோ நீங்க என்ன பண்ணுவீங்க அதையே வச்சி சமைப்பீங்களா சமைக்க முடியுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே ட்ரை பண்ணி சமை சமைப்பீங்களா நோ ஃபர்ஸ்ட் யூ கோ அண்ட் ரெக்டிഫൈ கரெக்ட் दट லீக் நம்ம மற்றவர்களுக்கு நம்ம வந்து ஒன்றும் தெரியாது அதனால வந்துட்டு அது இல்ல ரீசன் முதலாவது அருமையான அதிகாரம் நடந்ததான ஒரு அற்புதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் என்ன நடக்குது அந்த இடத்துல ஒரு தீர்க்கதர்சின் குடும்பம் தான் அவங்க குடும்ப தலைவர் கடன் பிரச்சனை கடன் அதிகமா இருக்கு என்ன பண்றது தெரியல வீட்டெல்லாம் பூட்டிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இந்த தீர்க்கதர்சி போய் பார்க்கிறார் அந்த தீர்க்கதர்சி போய் பார்க்கும்பொழுது அவர் சொல்றாரு நீ போய் உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டார் எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் எண்ணெய் இருக்குதுன்னு சொன்னாங்க நல்லா கவனிங்க எல்லோரும் என்ன இருக்குன்னு சொன்னாங்க பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னாங்க ஓகே நீ போய் என்ன பண்ணால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயும் போய்ட்டு என்ன வாங்கிட்டு வா வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வாஞ்சு என்ன பாத்திரங்களா என்ன பாத்திரங்கள் வெறும் காலியான பாத்திரங்கள் வெறுமையான பாத்திரங்களை வாங்கிட்டு வா எவ்வளோ வாங்குட்டு வர வாங்கிட்டு வாங்கிச்சு நிரம்பி வழிங்க வேற ஒரு பாத்திரம் இருக்கா இன்னொரு பாத்திரம் இருக்கா பாத்திரம் இல்லைன்னு சொல்லும் என்ன ஸ்டாப் வாசிங்க பாக்கலாம் அந்த பகுதியம் இல்ல வெறுமையான பாத்திரங்கள் எல்லாம் இதில் கத்தர் கிரிய செய்கிறகசியத்தை இங்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த ரகசியத்தை இன்னொரு நாள் பார்க்க போறோம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான காரியம் நீங்கள் பாத்திரமாக தேவ இருக்கிறீர்கள் இந்த பாத்திரம் எவ்வளவு தேவ சமூகத்துல வெறுமையாய் நீங்கள் வருகிற ஒவ்வொரு முறையும் அவர் நிறைவாய் நிரப்புகிறவராக இருக்கிறார் நாம் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது ஆண்டு நான் இதை எடுத்துட்டு வர அதை எடுத்துட்டு வர என்று இல்ல சோந்து போயிருக்கிறாப்பா அப்பா என்னுடைய பிரச்சனைகள் இருக்கப்பா என் கடன் பிரச்சனை இவ்வளோ இருக்கப்பா என் எதிர்காலத்தில் என்ன ஸ்டெப்பு எடுக்கணும்னு தெரியலப்பா அடுத்த ஸ்டெப்பு எனக்கு போகிறதுக்கு எனக்கு தெரியலப்பா வியாதி ஒரு முறை எனக்கு பிடிச்சிக்கிறது விலவினங்கள் எழுக்கிறது என் வீட்டில் வறுமை இருக்குது எனக்கு எதிர்காலம் ஃப்யூச்சரை பற்றி எனக்கு தெரியலப்பா இதெல்லாம் வெறுமையாய் வெறுமையாய் வெறுமையாய் உன்னை வெறுமையாக்கலாம் ஆனால் நீங்கள் தேவ சமூகத்திற்கு எவ்வளோ வெறுமையோடு வருகிறீர்களோ அந்த வெறுமையெல்லாம் நிரப்பக்கூடிய ஒரு உதவன் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லது பாத்திரங்கள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நிரப்பக்கூடிய வல்லமை அவருக்கு ஒ கொடுப்போம் ஆண்டு இந்த காலவெளியில் இந்த பாத்திரத்தை குறித்து நீங்க பேச லூயா